எங்க எவ்வளவு நேரம் கனெக்ட் ஆக வாங்கடி ஏருங்கடி ரெண்டும் ஒரு பண்ற மட்டும் வீட்டுல யாருமே தனியா சம்ம போர் அடிக்குது ஆமாடி அக்காக்கு ரெண்டாவது அவளுக்கு இவ்வளவு ஆளை காணும் போடுறீக்கி பண்றேன் ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க வரசொல்ல வரசொல்ல சரி போ ஏய் 5 मिनिट्स ஆண்டி அம்மு வர லெவல் சரி சரி உங்களுக்கு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏனி ஹாட் நியூஸ் ஹாட் நியூஸ் இருக்கு ஐ ஹேவ் மெனி டு சே ஒண்ணு ரெண்டு லடி சொன்னா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே இருக்கலாம் அத்தை அடிniki ஆமாடி எனக்கும் நிறைய இருக்கு அதல இம்பார்ட்டண்டா ஒன்னு சொல்லவா யூ نو திஸ் ஜிம் গাই நவ ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கனே ஞாபகம் இருக்கா நাকුණ அவன ஸ்டாக் பண்ணிட்டப்பனே ஹே யா யா ஏனா கரெக்ட் ஐட்டானா அவனே தான் எப்பவும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணணும்னு சொன்னே அவனாடி இன்னுமாடி அந்த கதை போயிட்டு இருக்கு அவனே தான்டி அந்த கதை போயிட்டு தான் இருக்கு அவன் எப்பவும் செட் ஆயிட்டான் ஆனா என்ன இந்த லாக் டவுன்னால அவன மீட் பண்ணலாம் முடியல சோ நாங்க சில் பண்ற டைம் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு ஓகே ஐ மிஸ் हिम ஓ பாடா ஹ்ம் பாடா வந்துட்ட வந்துட்டடி அம்மா மாடல வாங்க மேடம் வாங்க சூப்பர் மாடல் ஏண்டி ஒரே ஒரு zoom call connect பண்றதுக்கு உங்களுக்கு இவ்ளோ நேரம் ஆடி கேளுடா லாண்டி சீனா இருக்கு குளிச்சிட்டு நேண்டி ஏய் என்ன சறு குண்ட ஐட்ட பின்ன டீனி மாடபாரி இப்ப கூட கையிலதோ ஸ்நாக்ஸ் வச்சிருக்கா டீடே வந்து அப்படியே பெருது போய்லாம் கடப்போ ஏய் அடக்குக்டி லாக் டவுன்ல வேற என்ன பண்ணுறது வர்க் फ्रॉम ஹோம்னு லேப்டாப் திறந்து வச்சிட்டு அப்படியே பேக்கெட் பண்றது உள்ள நவுத்த வேண்டியதா நமக்கு சோறதானா முக்கியம் ஆமா ஆமா நீ சارو பாத்துக்கோ இப்டியே கொட்டிக்கிட்டே இருந்தா நான் வந்து கோய่า ஃபியூச்சர்ல நல்ல குண்டு புஸ்னிக்க மாதிரி கொள்றேன் கொள்கு போல படி டாக்றேன் ஏய் போங்கடி போங்கடி ஐ டோன்ட் கேர் की வந்ததே லேட் வந்தேனா நான் குண்டா ட்றதா நோட்டீஸ் பண்ணலியா சூப்பர் மாடல் அவங்க மாடல் அவங்க அதல தான் பாப்பாங்க ஏ ஆவலுக்கு எது பிரையாரிட்டி ஆ அத தாண்டி நோட்டீஸ் பண்ணுவா கரெக்ட் சூப்பர் மாடல் நான் சொல்றது சரிதானே ஹ கரெக்ட்டா சொன்னே ஏ தெரியுமா சும் அடிக்கடி மாத்துற அந்த பண்ற சும் ஆனா இவனை நான் இன்னும் மீட் பண்ண பாப்போம் a guy's thing you know possessiveness insta. ஆதே நம்ம கரெக்ட் தான்டி. ஏனா நம்ம பசங்க இந்த possessivenessங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணியே சாவுடிச்சுடுவாங்கங்க. கரெக்ட். நம்ம நல்லா அது மேனேஜ் பண்ண முடியும். ஏமா எக்ஸ்பீரியன்ஸா இல்ல இல்ல. என்னன்னா இன்னொரு விஷயமடி. பசங்களேல அது உலகம். ஹியர் flow நல்லா இருக்குல. ஹாப்பியா ஜாலியா இப்படி நாம மட்டும் गर्ल्सல இருந்தா ச்சா போர் அடிக்கும். போர் தான் அடிக்கும். போர் தானடா. போர் அடிக்கட் எப்படி? वी नीड Somebody to trouble babe. யா யா யா யா நானும் பார்த்தேனே யார் அவன் புதுசா ம் இன்ஸ்டா போஸ்ட்ல பார்த்தேன் நானே செனிகிட்ட வரலேனே சொல்ல சொல்ல கதைய சொல்ல நீ ல கத் காதலா இல்லடி ரெண்டு மாசம் முன்னாடியே அவனோ ஒரு போட்டோ ஷூட்ல பார்த்தேன் and then we are dating ஓ பரோ என்னாற மங்கடி புது கதையோ ம் டேட்டிங்கா ஆ டேட்டிங்கா운데 கேளுங்க ஆ இப்போ एक्चुअली அடி பாய் எக்ไซต์ தான எனக்கு பார்த்து கோடி நீ ஏதோ லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வளாக்கிங்கனே इतने பேரே தினமும் மீட் பண்ணிட்டு இருக்க ஆமாடி உர்த்த கோடி அடி உட கரெக்ட்டா போடி இன்னைக்கு நான் சொல்ற கே இல்ல நீ 100%லா அப்ரோச் பண்ண மாட்டடி யமனாச்சும் உன்ன அப்ரோச் பண்ணுவான்ல பேசாம அவகிட்ட கடல போட்ட கடல போட்ட அவன கரெக்ட் பண்ற இல்லனா உங்களுக்கு பிடிக்கலனா அவன ப்ரே ஃப்ரெண்ட்โซன் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட் அது ஒரு பிரச்சனை இல்ல கரெக்ட்டா சொன்ன ஜூரி சூப்பர் நீ உன் கதையை கண்டினியூ பண்ணுமா வேடி எனக்கெல்லாம் வேணவே வேணா சுத்தமா எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நான் உண்டு தோ என் வளாகிங் உண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் உண்டு சந்தோஷமாக வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கி அதில் ஏண்டி உங்களுக்கு வந்து கும்மி அடிக்கிற ஒரு அரசை ஆளை உடனடியை தாயே நீங்களாம் பண்ண கஷ்டத்தை பார்த்தாலே எனக்கு வந்து செம்ம பயமாக இருக்குது நான் இந்த விளையாட்டுக்கே வரலாமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை விட்ருங்க ஹே வெயிட் வெயிட் வெயிட் பாரு ஏய் ஆமாண்டி ஒண்ணுமே தெரியல நெட்வொர்க் காண்டிசூரி சரி ஒன்ன மாதிரி இருக்குடி உன் நெட்வொர்க்கும் ஏய் ஒரு மாதிரி நெட்வொர்க் கனெக்ஷன் ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் பாரு ஏய் ஏய் உன் பால்கனில நீ தனியா இருக்கதா சொன்னா சூரி பின்ன யாரோ இருக்காங்கடி அங்க என்ன இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியதா உங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருச்சு இல்லடி யாரு இல்ல இல்ல ஏய் चुपயே பார் அங்க யாரோ இருந்தாங்க சரி மீரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அம்மா ஏய் ஏய் பாத்து போ கேர்フル உங்களுக்கு ஏதும் தெரியலடி Nobody's there யாருக்கு பக்கு சொன்னா பாத்தேன் நான் பாக்க சத்யா மாங்க பார்த்தேன் ஏนี่ சரியா தெரிய மாட்டேங்குது நெட்வொர்க் इशू ஏ 얘네 டி சிக்னல் இல்லையா செக் பண்ணு ஏ எதுமே கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் clear-ஆ இருக்கா சரி ஒரு நிமிஷம் லைன்ல வந்து போ اوكي اوكيடி ஏய் ஏய் ஜூரி என்னாச்சு? ஹே ஒரு நிமிஷம்ங்கடி கரண்ட் போயிடுச்சு. பவர் கட்டா. சரிடி ஒரு நிமிஷம் நான் ஃபிளாஷ் ஆன் பண்ணிட்டேன். தெரியுரணா பாருங்க. இங்க ஏமோ கேக்குது. ம் ஓகே ஓகே. யா நாசூ. இது சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம் நான் நான் பார்க்கறேன். என்னடி சவுண்ட்? ஹே இஸ் एवरीथिंग फाइन देयर? அங்க எல்லാർக்கும் கரெக்டா தெரியறதா ஜூரி? பாத்து மழ் நினைக்கேன் உங்களுக்கு புரியுதா அங்க கைஸ் just calm no just calm no wait wait let's think here here young சரிலங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா திருடுது இது எதுல எதுல காட் ஆச்சு அது சதுரி துரி இது துரி ஏமா நான் இதுச்рост stakesட templesält் அவளையே நேர்னatemίναιollaivilёзன் <laughs> பறந்துக்கொள்ளேன். incidentலுகிடுயை வ வேற்கம்ெடுplate stom undocumented த stainsரு checked ஏ southeastெíllடு அம்மது சது சத்துrixமனல் Antwort полностью பி칙ம்ெடுத்து மனuitar வλάدة książாட 떨் உத வடி detrimentமே வாற்குண்டு تعாத கரкол்றிவanut cousாForm zien் Roger político வாற்குணேன், dez столynamு ந된ипvenes aprender படுச்சே நான் பண்றது ஜூரி டிப் அபாரி சடலத்தை ஜூரி ஜேய் மேனே டி போயிரு ஜூரி ஓகே சின்னடி ஏ பா தேவோ என்ன பாத் பாத் ஜூரி இங்க இருக்கு நெட்வொர்க் ஏதும் காசு அந்த கனெக்ஷன் குட்ல இருக்கு இங்க மொபைல் எல்லாம் ஒரு கசுகு செட் ட்ரை பண்ண வேண்டிய நீங்க இங்க சின்னடி பண்றதா இரி இரி நான் ஏற்க கால் பண்ண ட்ரை பண்ணி வெளிய வர இந்த ஊரு தருக்கு மணிக்கு நீ யாரை ட்ரை பண்ணுங்க ஒரு நிமிஷம் இருக்கா வெளிய வர இது இ காம் நோ நீ ஃபோர் தி மட்டூ கம்ப்ளீட் அத நான் சொல்லு நீ சீக்கமா வெளிய ஓடி வெளிய ஓடி ட்ரை பண்ணலாம் பாடா நான் ட்ரை பண்ணு இடு போறது இது இத அத பண்ணங்க நீ போறவன் என்ன பண்றேன்னு தெரியல சரி சரி சரி சரி பயப்பட கேக்குற எப்படியாவது வெளியில போயிரு சூரி எருப்பு ஒருத்தருக்கு யாரும் சொல்ற நீ சொல்லு கிடையாது கேக்குதா இல்லையா நீங்கதான் போற நீத்து பயமா இருக்கடியா நான் சொல்லிட்டே இருக்கேன் என்னடி அது காயின் மாதிரி இருக்கு நீ அது எதுவும் பார்க்காத நீ போல பிளீஸ் இருக்கிறேங்க இங்க இருக்கறவங்க எல்லாரும் இந்த போயிருப்ளே ஜوري